சுவாமி சரமையப்பா நான் வந்து ஐயப்பனை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் இது வந்து எண்பத்தி ஒம்பது அந்த மாதிரி நான் இதில் நடந்தது அப்போ எங்கள் வீட்டில் ஒன்றே மாலை மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் ராத்திரி பூஜை முடிய ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் டெய்லி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி தான் பூஜை முடிஞ்சு வருவாங்க அப்போது என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க ரெண்டு வெரையும் வச்சுட்டு நான் தனியாக வீட்டில் இருப்பேன் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எனக்கு துணைக்கு இருப்பாங்க அப்போது அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயம் ஏன்னா அடிக்கடி அந்த தஞ்சாவூர் சைடில் இருந்ததுனால பாம்பு ரொம்ப வரும் அதனால் பயமாக இருக்கும் பிள்ளைங்களை வச்சுட்டு உள்ளே இருக்கிறதுக்கு அதனால் எப்போவுமே வெளியே பிள்ளைங்களை வச்சுட்டு பின்னிலேயே உட்காந்துருப்பேன் என் கூட என் பக்கத்தில் அவங்களும் உட்காந்துருப்பாங்க டெய்லி செகண்ட் ஷோ சினிமா முடி என்னையும் அதுக்கப்புறம் வரலனா பிள்ளைங்கள கூடிய நான் உள்ளே போயிடுவேன் வீட்டுக்குள்ளே அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படியே டெய்லியும் நடந்துகிட்டே இருந்தது அப்புறம் அவங்க சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு மேலாம் உட்காரக்கூடாதுமா நீங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே உள்ளே போயிருங்க முனி நடமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்பலை முனிலாம் என்ன நடமாறுது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் டெய்லியும் உட்காந்துருப்போம் இப்படியே டெய்லியும் நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் என்னடானா இவங்க வரவும் கதவை திறந்து விட்டுட்டு நான் வந்து படுத்துட்டேன் அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கருப்பு உருவம் அப்படியே வந்து என் கழுத்தை நெரிக்கிது அப்படியே என்னையாலும் ஒன்றுமே செய்ய முடியல கத்தம்னு நினைக்க நில கற்ற முடியல மனசுக்குள்ள அப்படியே மேலே உட்கார்ந்துட்டு கழுத்தை நெறிச்சிது அப்போ ஒரே ரெண்டு பாதம் மட்டுந்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிது வெள்ளை வெள்ளையேன்னு ரெண்டு பாதம் அப்படியே அந்த உருவத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி வெளியே விட்டுது அதுக்கப்புறம் எனக்கு அதை ஒன்றும் தெரியல மறுநாள் காலையில் இருந்துச்சு பக்கத்தில் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னே அதான் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட முனி நடமாடும் நீங்கள் உள்ளே பேருங்க பேருங்கன்னு முனிதான் வந்து உங்களை அமைக்கிருக்கு ஐயப்பன் வந்து உங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு இன்றைக்கி நினைச்சாலும் எனக்கு அந்த ரெண்டு பாதமும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குதான் அப்படி அருமையாக இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயப்பன்தான் இன்னைக்கு காப்பாத்திருக்காரான்னு அது மாதிரி நம்ம எப்படி கும்பிட்றோமோ அதே அளவுக்கு சாமி நமக்கு உதவி செய்வார் எப்பவும் எளிமையான தெய்வம் ஓடி வந்து என்னை வந்து அவர்தான் என்னை காப்பாத்தினாரு சுவாமியே சரணம்